இதே மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் நீங்களும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டுக்கீங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்கள் கேன் மாஸ்டர் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த கேன் மாஸ்ட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் க்ரேட்நியூ அப்படின் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஹஸ்ப் ப்ரைஸில் பதினாறு இஷ்டம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பேக்ரவுண்டு வீடியோ ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டவுன்லோட்ஸில் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கங்க ஓகேங்களா எடுத்த பிறகு மேலே பார்த்தீங்கன்னா இண்ட் ஆப்ஷன் காட்டும் அது நீ கொடுத்துக்குங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோடைய ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இதில நம்ம வந்து இப்போ இமேஜ் வந்து ஆட் பண்ண போறோம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச உங்க இமேஜ் நீங்க ஆட் பண்ணீங்க அதுக்கு நீங்க லேயர்ல போய்ட்டு மீடியால போய்ட்டு கேலரில பேடி நீங்க இமேஜ் எடுத்துக்கிங்க ஓகேங்களா இமேஜ் நீங்க எடுத்த பிறகு நீங்க அந்த இமேஜ் மேல ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு டிஸ்ப்ளேல எப்படி காட்டும் இதே மாதிரி தான் காட்டும் நீங்க வலசைல பாருங்க வலசைல பாத்தீங்கனா மேல பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் கத்தரி இரண்டாவது பாக்ஸ் மூன்றாவது இருக்கு அத நம்மளுக்கு க்ராப்பிங் ஆப்ஸ் அத நீங்க செலக்ட் செலக்ட் பண்ணிட்டு பண்ணி விட்டு இப்போ நீங்கள் ரைட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம் கொடுத்த பிறகு இப்போ மறுபடியும் வீடியோடயே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இந்த இமேஜ் மேலே ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கீ சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா மூவ் பண்ணிவிட்டு இந்த இமேஜை நான் இப்போ இடது நகர்த்தி கொண்டு வரேன் ஓகேங்களா இந்த அளவுக்கு நகர்த்திங்க நகர்த்தி மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா மூவ் பண்ணிவிட்டு இமேஜ் இந்த சைடு நீங்கள் நகர்த்தி கொண்டு வாங்க வலது நகர்த்தி கொண்டு நகர்த்தி கொண்டு மறுபடியும் நீங்கள் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணுங்கள் மூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் நகர்த்தி கொண்டு மறுபடியும் ஒரு ஃபைவ் செகண்ட் மூவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை வலது சைடாக கொண்டு ஓகேங்களா வச்சுக்கிட்டு நீங்கள் வளசே அப்படி கொண்டு வந்து இந்த இடத்த செட் பண்ணி வச்சுருங்க செட் பண்ணிவிட்டு மேலே டிகாப்ஸம் கொடுத்துங்க டிகாப்ஸம் கொடுத்த பிறகு அகைன் நீங்கள் வீடியோடையும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஓகேங்களா வீடியோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு அடுத்து இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம் அது வந்து பேக்ரௌண்ட் ரிமூவான இமேஜாக இருக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய இமேஜ் நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுக்கிங்க அடுத்து நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு பேக்ரவுண்ட் ரிமூவான இமேஜ் நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா இமேஜ் நீங்கள் எடுத்த பிறகு நீங்கள் அதுமேலே ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி இந்த இடத்துல எப்படி செட் பண்ணி வைங்க ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் எப்படி செட் பண்ணுங்க ஓகேங்களா செட் பண்ணிட்டு ஓகேங்களா இது வீடியோ எடுத்துக்கப்படியே ட்ராக் பண்ணி விட்டுருக்கீங்க ட்ராக் பண்ணிட்டு நீங்கள் வலை செயலை ஓகேங்களா வலை செய்யலை பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு அதனை நீங்கள் செட் பண்ணிங்க நான் இதில் வந்து ஸ்டலைட் லெஃப்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன் லெஃப்டுன்னு கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன் டிகாப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ வீடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு ஃபுல் இமேஜ் ஒன்று ஆட் பண்ண அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் அதுமாரி ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நான் எந்தளவுக்கு செட் பண்ண அந்த அளவுக்கு நீங்களும் இப்படி செட் பண்ணி வைங்க அப்போ பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகும் ஓகேங்களா அந்த அளவுக்கு இப்படி செட் பண்ணுங்க ஓகேங்க செட் பண்ணிவிட்டு நீங்கள் இது வீடியோ எடுத்துக்க அப்படியே ட்ராக் பண்ணி விட்டுக்குங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துக்கங்க கொடுத்த பிறகு இப்போ வீடியோபடியே ஸ்டார்டிங் பாயிண்ட் வாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்த பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் லைட் டெம்லேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போய்ட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்குங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் ஸ்பிட் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க கொடுத்த பிறகு அப்படியே நீங்கள் டெம்ப்ளெட் பண்ண ஒருத்தர் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங் இருக்கும் ஓகேங்களா அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அதில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டு மேலே டிகா ஆப்ஷன் கொடுத்துங்க டிக் ஆப்ஷன் கொடுத்த பிறகு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் பார்க்கறதுக்கு செம சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லிரிக்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கு நீங்கள் டெய்யரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு ஓகேங்களா டவுன்லோட்ஸில் போயிட்டு அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அது எடுத்த பிறகு நம்மளுக்கு இது வந்து வீடியோவாக தான் கிடைச்சிருக்கு ஆடியோ கிடைக்கல அதனால் நம்ம அப்படியே நீங்கள் வளர்ச்சியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கடைசியில் பாருங்கள் அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆடியோவை நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டெலிட் பண்ண பிறகு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பட்டர்ஃப்ளை வந்து ஆட் பண்ண போகிறோம் ஓகேங்களா அதை ஆட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு இதில் ஸ்டிக்கன் இருக்கா அதில் போயிட்டு நீங்கள் பாருங்கள் மேல பாரு கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேவையான பட்டர்ஃபிளை இருக்கும் கடைசியில் பாருங்க ஓகேங்களா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன இருக்கா பட்டர்ஃப்ளை இது நீங்கள் எடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஓகேங்களா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன் அதனால தான் இன்ஸ்டால்னு காட்டுது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணது பிறகு பேக் கொடுத்துங்க பேக் கொடுத்த பிறகு இன்டாப்ஷன் கேட்போம் அது நீங்கள் கொடுக்குங்க கொடுத்த பிறகு இப்போ நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை போய்ட்டு நீங்கள் இதில் எதாவது ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணுங்கள் பார்க்கறதுக்கு செம சூப்பர் ஆகும் ஓகே நான் அந்த அளவுக்கு செட் பண்ணி நான் இந்த அளவுக்கு வைக்கிறேன் பட்டாப்பிள்ளை பறக்கிற மாதிரி வச்சாதான் பார்க்கறதுக்கு செம சூப்பராகும் ஓகேங்களா இந்த மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு தேவையளவுக்கு சுருக்கி செட் பண்ணி வச்சு ஓகேங்களா இது ஓகே இந்த செட் பண்ணிட்டு இது வீடியோ எடுத்துக்கிட்டே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மறுபடியும் நீங்கள் இது வீடியோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அதுமேலே இடத்துல க்ளிக் பண்ணிட்டு இதனுடைய டூப்ளிகேட் எடுத்துக்கிங்க அதுக்கு நீங்கள் இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போய்ட்டு ஒரு டூப்ளிகேட் எடுங்க எடுத்துட்டு இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல செட் பண்ணுங்க அதே டூப்ளிகேட் ஆகி நூறு டூப்ளிகேட் எடுத்து இந்த இடத்துல செட் பண்ணுங்கள் செட் பண்ணிட்டு இது கொஞ்சம் பெருசாகிங்க ஓகேங்களா ஆகி நூறு டூப்ளிகேட் எடுங்க டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இது இந்த இடத்துல இப்படி செட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் பட்டர் மாதிரி நீங்கள் செட் பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு செம்ம சூப்பராகும் செட் பண்ண பிறகு மேலே டிகாப்ஷன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த பிறகு பிறகு இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போகிறோம் அப்படி ட்ரைம் டெம்ப்ளேட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குன்னு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் லேயரில் போயிட்டு மீடியாவில் போயிட்டு டவுன்லோட்ஸில் போய்ட்டு அது நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதை எடுத்த பிறகு நீங்கள் அதில் ஒருத்தர் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வர சேர்த்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுமாக இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஒயிட் பாக்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே டிகாப் ஆப்ஷன் கொடுக்குங்க டிக் ஆப்ஷன் கொடுத்தப்பட அக்கே நீங்கள் அந்த டெப்லெட்னு ஒருத்தர் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வலைசை ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் பிளண்டிங்னு இருக்கும் ஓகேங்களா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதில் ஸ்க்ரீன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஓகேங்களா இது வீடியோ எடுத்துக்கே ட்ராக் பண்ணி விட்டுங்க ட்ராக் பண்ணி விட்ட பிறகு மேலே டிக் ஆப்ஸன் கொடுத்துங்க டிகாப்ஷன் கொடுத்த இப்போ நீங்கள் மறுபடியும் வீடியோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ நீங்கள் பிளே पाती पाक सम सूपरा சம சூப்பராக இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு சூப்பரான ஒரு வாட்ஸ்அப் செர்டஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இது டவுன்லோட் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நீங்கள் மேலே பாருங்கள் ஆர்வமாக இருக்கா அது நம்மளுக்கு டவுன்லோட் ஆக்சாக நீங்கள் அதை கொடுத்துக்கங்க பிறகு இதில் உங்கள் மொபைலுக்கு எந்த கிளாரிட்டி செட் ஆகும் அதை நீங்கள் இதில் செட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவஸ் வீடியோன்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணி எடுத்துக்கங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமஞ்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்